பெத்தனசாமி ஒரு மாபெரும் ஞானி நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம பெரியாளுன்னு ஆனால் நம்மளை ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் ஞானத்திலேயே மிக உயர்ந்த ஞானமாக நடக்கும் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்வி போட்டிருப்போம் ஆனால் என்னைக்கு நம்ம பாதையை உருவாக்கியிருக்கோம் அது பல பேத்துக்கு தெரியாது அந்த செகண்ட் அந்த சமயோஜித புத்தி இருக்குது வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் விஷயமே இருக்குது இதுலேருந்து பெரிய விஷயம் இருக்குன்ற கொஞ்சம் சொல்கிற நோட் பண்ணிக்கலாம் ரணம் அனைவருக்கும் வணக்கம் பெத்தனசாமி ஒரு மா பெரும் ஞானி யார்ராது பெத்தனசாமி அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் எனது வாழ்க்கையில் நான் பல மகான்களை பல சித்தர்களை பல மெய் ஞானிகளை சந்திச்சிருக்கேன் அந்த வகையில் மதுரையில் ஒரு சாதாரண டெய்லராக வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் பெத்தனசாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ஞானம் அடைந்தவங்க மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக கையாளுவாங்க ரொம்ப கெத்தாக இருப்பாங்க அவங்கள நோக்கி எல்லா செல்வங்களும் வந்துடும் வரும் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா அதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம் அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது அந்த வகையில் என் வாழ்க்கையில் அவர் பண்ண ஒரு மாபெரும் சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் நானும் அவரும் ஒரு திருமண ஞானம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம பெரியாள்னு ஆனால் நம்மளை ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் ஞானத்துலேயே மிக உயர்ந்த ஞானமாக நடக்கும் நமக்கு அசிங்கம் போட்டு போயிடும் இன்னும் நம்ம இன்னும் இன்னும் பயிற்சி போதவில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணும் அந்த வகையில் என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு நான் அவரும் போயிருக்கோம் போயிருக்கும் போது ஃபுல்லாக பந்தியில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது சொந்தக்காரங்களோட கல்யாணம் டக்குன்னு என்ன பண்ணார் வாழ்க்கையில் நானும் பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு அப்படின்லாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் என்றைக்கு நம்ம பாதையை உருவாக்கியிருக்கோம் அது பல பேத்துக்கு தெரியாது ஆனால் அவர் உருவாக்குனா இருப்பாருங்க பாதையை டக்குன்னு என்ன பண்ணார்னா அவ்வளோ கூட்டம் அத்தனை பேர் நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே அடுத்த பந்திகை ரெடி ரெடியாகி உட்காண்ட்ருக்காங்க இவர் என்ன பண்ணார்னா எனக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்காகவும் ஒரு மூணு நாலு பேருக்கு மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து டக்குன்னு ஒரு எங்கேயோ இருந்த ஒரு பெரிய போர்வியை கொண்டு வந்து விரித்து விட்டு டக்குன்னு வேக வேகமாக அங்கே சமையல் கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஒரு நாலஞ்சு இலையை எடுத்துகிட்டு வந்து நாலஞ்சு பேத்துக்கு அவரே போட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்லி அப்படியே கீழே உட்கார சொல்லி அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டம்ளர் எடுத்துகிட்டு வந்து அவரே அப்புறம் சாப்பாடு போட்டு பொரியலை வச்சு சாம்பாரை ஊற்றி ரசத்தை ஊற்றி மோரை ஊற்றி அவரே ஒரு பந்தியை ரெடி பண்ணி முடிச்சு விட்டாப்புல இது ஒரு சாதாரண விஷயமாக உங்களுக்கு தெரியும் பட் அந்த செகண்ட் அந்த சமயோஜித புத்தி இருக்குது வந்து பார்த்திங்களா அந்த இடத்துல தான் விஷயமே இருக்குது இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்மளா இருந்திருந்தோம்னா நம்மளோட கெத்து நம்மளோட மரியாதை நம்மளோட அந்தஸ்தை பார்த்துட்டு கீழே உட்காரத்துக்கு யோசிச்சிருப்பான் ஆனால் முதல்ல அவர் கீழே உட்காரத்துக்கு யோசிக்கல பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஆட்டு மாதிரி அவங்கள சார்ந்தே அவங்க என்ன செய்யறாங்களோ அதே தான் செஞ்சுட்ருமானா அதை அவரை செய்யலை அவருக்குன்னு தனியாக ஒரு பாதை அவனை கிரியேட் பண்ணி இலைய எடுத்து போட்டார் போட்டதுக்கப்புறமும் அடுத்து எவனை எதிர்பார்க்கலாம் சாப்பாடு அவரே கொண்டு வரார் பொரியலும் அவரே கொண்டு வராரு சாம்பார் அவரே கொண்டு வரார் எல்லாத்தையும் போட்டு அப்பட்டு சாப்பிட்டு அவரே எந்திரிச்சு போயிட்டு வரார்னா இன்னமும் நமக்கு எந்திரிக்க தோணலை ஆனால் அவர் ஈஸியாக பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு செயல் செய்யும் போது ஒரு மாபெரும் ஞான எப்போ வேணாலும் இந்த தன்மை நம்மளை விட்டு போயிடும் நம்மளை நம்மளே அடிக்கடி சுயபரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்னும் அதே நிலையில் தான் இருக்கோமா இல்லை இன்னும் கேவலமாக போயிட்டோமா இல்லை அது அடுத்த நிலை போயிருக்கோம் சுயபரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்னையும் சொல்கிறேன் அவர் செஞ்சு இன்னொரு மேட்ரு சொல்கிறேன் கேட்டுக்குங்க ரமணாசிரமத்தில் நடந்த ஒரு விஷயம் அது அவர் அடிக்கடி ரமணாசிரமம் போவார் எல்லோருமே சாப்பிட்டு முடித்த எச்ச இலை இருக்குது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டிவோட்டிஸ் தான் இவரும் அந்த டைமில் பெத்தனை சாமி அங்கே இருந்துருக்கிறாப்புல எல்லாருமே எச்ச இலை அந்த ஒரு ட மகுக்குள்ளே பக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க போ போட்டோடனே நிறையா இலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டோடனே அந்த பக்கெட்டுக்கு மேலே அந்த இலை வந்துருச்சு இப்போ இதை உள்ளே வச்சு அமுக்கணும் உள்ளே வச்சு அமுக்கிறதுக்கு ஒரு புஷ் ஒன்று தேவைப்படுது எல்லோரும் இந்த புஷ் பண்ணுறதுக்கு குச்சி ஒருத்தன் தேடுறாப்புல ஒருத்தர் கடப்பாறையை தேடுறாப்புல ஒருத்தர் வேறே ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமாத ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே தேடிட்டு இருக்காங்க பெத்தனை என்ன பண்ணாப்புலன்னா ஒதுங்கு அந்த பக்கம்னு சொல்லிட்டு நேராக எந்திரிச்சு அந்த ப பக்கெட்டுக்குள்ளேயே நின்றுட்டாப்புல உள்ளே போயிட்டாப்புலாம் அந்த மொத்த இலையும் உள்ளே போயிடுச்சு இப்போ இது என்ன ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்குது கேட்கும் போது ஆனால் கொஞ்சம் அறிவோடு திங்க் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன இருக்குது அங்கே இருக்கிறது ஒரு சுத்தமான ஒரு வாழை இலை வேறு என்ன அங்கே என்ன நம்ம எச்சையாக தூப்பி வச்சுருக்கோம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஓகே சாப்பிட்ட சாப்பாடுக்கு மேலே என்ன வீணாக போனது எதுவுமே அங்கே இருக்கக்கூடியது கேவலமான பொருள் கிடையாது எல்லாமே இயற்கையோட பொருள் தான் சரி இப்படி வேணால் உங்களுக்கு தோணலை அடுத்து ஒருவேளை அங்கே இருக்கிறது எல்லாமே இயற்கையோட உணவு மகாலட்சுமி எப்படி காலில் போட்டு மிதிக்கிறது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மகாலட்சுமிக்கும் கால் இருக்குது தானே என் நான் கேவலமாக மகாலட்சுமியை மிதிக்கிறேன்னு நினச்சி மிதிச்சா தவறு என் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகமும் ஒன்று தான் மகாலட்சுமி ஒன்று தான் நானும் மகாலட்சுமி ஒன்று இந்த நேரத்தில் எனக்கு இந்த வேலை முடியட்டும்னு சொல்லி கருமாவை பற்றி திங்க் பண்ணாமல் அந்த செகண்டு சமயோஜித புத்தியோட செயல்படக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு பெயர் ஞான நிலை பாருங்க அந்த ஒரு செகண்ட் நம்மள எப்படி திங்க் பண்ணும் இது கேவலமாக பார்த்து நம்ம அதை கையில வச்சு அமுத்துற கூட யோசிச்சா ஆனால் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறாப்ல பெத்தனசாமி இறங்கியே கீழே எந்திரிச்சு நின்றாப்ல அது அவரை பாதிக்கலாம் மன அளவுலையும் பாதிக்கல உடல் அளவிலையும் பாதிக்கல அதனால அவருக்கு நோய் வரல இவ்வளோதாங்க ஞான கூட்டதோட கூட்டமா கூட்டம் அணுகிற மாதிரி அணுகாதீங்க பிரகாசிப்பீங்க பரப்பீங்க யாராலும் பண்ணவே முடியாது நன்றி வணக்கம் கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவல்ல நிச்சயமாக நாங்க நாங்க நேரடி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் நேரடி வகுப்பு அட்டன்ஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் மக்களிடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு சென்னையில நீங்க ரொம்ப அவளா எதிர்பார்த்த அந்த நேரடி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் செப்டம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்சியல் புரோகிராம் செல்வத்தோட நிம்மதியாக எல்லாரும்